வா முடிவு எதா அறிவு லட்சம் மதிப்புள்ள வீடு நிறைய பேர் வந்து கடன் எல்லாம் விட்டுட்டு நிம்மதியான வாழ்க்கையை தேடி போயிட்டு இருக்காங்க முடிவு நான் எடுத்தோட கஷ்டப்பட்டு ஒரேச முடிவுதான் என்னோட முடிவு அந்த மாதிரி நீங்க வாழ்க்கை அந்த முடிவுல உங்களை சார்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு நபரும் மிகப்பெரிய கோட்டீஸ் உருவாக பயந்து என் கண்ணி வயம் வந்து பார்க்கறான் அப்படிங்கறத கம்பெனியோட சொல்லணும் நினைச்சேன் அதே தான் இருக்கும் நாள் வாங்கும் போது உள்ளூர்ல பெரிய பயம் ஐயோ இந்த லெவலை நான் வந்து காப்பாற்றணும் இந்த லெவலுக்கு தகுந்த மாதிரியான நபரை மாத்திக்கணும்ன்றத ஹண்ட்ரட் பர்சன்ட் டிசிஷன் எடுக்குது ஒவ்வொரு மீட்டிங்கும் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயத்த புரிய வச்சுக்கிட்டே இருக்கும் இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம் பெரியவங்க வந்து முழு தெரியும் தொழிலே தெய்வம் உண்மையா நீங்க செய்யக்கூடிய ஆக்சஸ் இந்தியாவை தெய்வமா பாருங்க தெய்வம் உங்க கூடவே இருக்கு உங்களை கைவிடாது நீங்க ஜெயிச்சே பார்க்க நான் போயிருக்கேன் எங்கள் அம்மாவிட்ட சண்டைம்ஸ் சொல்லாமல் நான் போயிருக்கேன் அப்போ அவங்களாம் சொல்லுவாங்க நீ என்னவா சின்ன பொண்ணு பசங்க தான் வருவாங்க நீ என்ன இப்போ பொண்ணு நீயெல்லாம் வந்துட்டு இருக்க போய் வேலையை பாருமா அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னதில்ல பட் இங்கே நிற்கும் அது கடவுளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிற எதுவும் உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஆஃபீஸ் கொடுத்தேன் அப்படின்னு விஜய் சார் எங்கள் ராஜா சார் அஞ்சலாம் வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன் என்னோடய ஃபேமிலிக்கு நான் ஒரு சப்போர்ட்டாக இருக்கேன் ஒரு இன்கம் சோர்ஸ் நான் தரேன் அப்படின்லாம் எனக்கு ரொம்ப ஃப்ரௌடாக இருக்கேன் ஸோ நான் எல்லாமே வாட்ச் தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி தேங்க் யூ